அலலாம் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவங்கள பற்றி இன்றைக்கி பதினாறாவது நாளாக சில செய்திகளை நம்ம பார்க்க நபி அவர்கள் எளிமையான வாழ்வை தேர்வு செய்து கொண்டதற்கு அவர்கள் வகுத்து கொண்ட கொள்கை காரணமாக இருந்திருக்கு மா அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாட்டலும் வசதியில்லாத குடிமகன் என்ற முறையில் தமது அவசிய தேவைக்காக அரசு பணத்தை நபி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களது நேர்மைக்கு எந்த பாதிப்பும் அங்கே ஏற்பட்டிருக்காது அவர்கள் காட்டி ஆன்மீக நெறிக்கும் அது முரணாக இருக்காது அரசு பணத்தில் ஊதியமாகவோ கடனாகவோ பரிசாகவோ தர்மமாகவோ எந்த ஒன்றையும் பெறுவதில்லை என்பதை அவர்கள் ஒரு கொள்கையாகவே ஏற்படுத்தி கொண்டார்கள் தாம் மட்டுமின்றி தமது மனைவி மக்களுக்கும் கூட அவ்வாறு பெறக்கூடாது என்று கொள்கை வகுத்தார்கள் இந்த கொள்கையை ஊர் அறிய பிரகடனம் செய்தார்கள் இந்த கொள்கையில் கடைசி மூச்சு வரை உறுதியாக இருந்தார்கள் இதுதான் அவர்களின் எளிமையான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது இந்த கொள்கையில் அவர்கள் எந்த அளவு பிடிப்புடனும் உறுதியுடனும் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று உள்ளது நபியின் தலைமைச் செயலமாக இருந்த பள்ளிவாசலின் மூலையில் ஜக்காத் அப்படிங்கிற பொது நிதிக்கு சொந்தமான பேரித்தம் பழங்கள் குவிந்து கடந்தது ஒரு தடவை நாயகத்தின் பேரர்களில் ஒருவர் அந்த பேரித்தம் பழத்தில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டுட்டார் இதை நபி அவர்கள் பார்த்துட்டாங்க உடனே விரைந்து வந்து ஏ என்ன வாயில் போட்டிருக்க துப்பு துப்பு அப்படின்னு தன்னுடைய பேரரிடத்தில் அதட்டல் துணியில் கூறினார் அவர் துப்பிட்டார் அத்தோடு நிறுத்திக்கிடலை நாம் பொது நிதி பொருளை சாப்பிடக்கூடாது இது உனக்கு தெரியாதா அப்படின்னு தன் பேரிடத்தில் கோபப்பட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிடக்கூடாது பள்ளிவாசலில் பொருள் இருந்தால் எடுத்து சாப்பிட்றதா அப்படின்னு அவரை கண்டித்தார்கள் அப்படிங்கிறத புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு தமது பேரரின் வாயிலிருந்த பேரிச்சம்பளத்தை வெளியேற்றிவிட்டு முஹம்மதின் குடும்பத்தார் ஜக்காத்தை சாப்பிடக்கூடாது என்பதை நீ அறியவில்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னு புகாரியில் ஆயிரத்தி ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு பொது நிதியிலிருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை கூட எடுக்கக்கூடாது சின்னஞ்சிறு பாலகராக இருந்தாலும் கூட தமது குடும்பத்தார் அதை சாப்பிடக்கூடாது என்றளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இன்னொரு ஹதீசு இருக்குது இன்ஷா அல்லா அதையும் நம்ம நாளைக்கு தெரிந்துக்கிடலாம் அஸ்லாம் வலைக்கும்